சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப எங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல இருக்கும் இமயமலை தொடர்கள் வந்து இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து டிவைனோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்சார்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த பகுதிகளுக்கு அடிக்கடி வரதுக்கு காரணம் ஓகே ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்து சிங்கப்பூரிலும் நவம்பர் இருபத்தி ஆறு மலேசியா பினாங்கிலியும் வந்து பரம்பரு லியோகம் ஒருநாள் வகுப்பு வந்து நேரடி வகுப்பு வந்து அனௌஸ் பண்ணுறோம் விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழ உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் இல்லை கீழே இருக்கக்கூடிய டேரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் என்னன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேண்டுகோள் வந்து வைக்கிறீங்க என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்கன்னா வீடியோஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செய்து வந்து லெந்தியான வீடியோஸ் நிறைய பேசி போடுங்க நிறைய லென்த்தான வீடியோஸ் பேசி போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில எஸ்பெஷலி இப்ப நம்ம எதனால லென்த்தி வீடியோஸ் அதிகமா நம்ம போடுறது இல்ல அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எல்லாருமே அதை வந்து பாக்குறது இல்லை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக நேரடி வகுப்புல வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப ஓப்பனா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஓப்பனா நம்ம பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாத பல ரகசியமான விஷயங்கள் பல வெளிப்படையான விஷயங்கள் பல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள் பல பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லென்த் வீடியோஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கோர்ஸாகவே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் யாருக்கெல்லாம் வந்து ஃபுல் லென்த் வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கீங்களோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வர நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து கற்றுக்வர்கள என்ன தெரியாத வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி மாணவர்களும் சரி குழந்தைகளும் சரி அனைவரும் பயன்பெற்று அவர்களது வாழ்வில் பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையான பொருளாதார மேம்படுவதற்காகவும் அதையெல்லாம் கடந்து இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு பிரபஞ்சத்துடன் பிரபஞ்சமாகவே கலப்பதற்குண்டான அனைத்து ரகசியங்களையும் வழங்குவதற்குண்டான அந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நீங்களுக்கு எத்தனை தாராளமாக போட்டு பாத்துக்கலாம் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனாவிலருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு அஹ் சாது சிதம்பர சுவாமிகள் வள நாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா